السلام عليكم ورحمة الله الله تعالى تعالى وبركاته الحمد لله الحمد لله لله رب العالمين للمتقين والسلام على سيدنا محمد المرسلين وعلى اما بعد فقد قال الله تعالى في அலாம வர வரீன் المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الله الله الرحمن الرحيم وما وما آتاكم الرسول وما عنه الله إن الله شديد அமன்ஷயான் ரஜீம் பிஃபர் பிஸ்மல்லி ரஹ்மான் ரஹீம் ஒமா وحبيبنا محمد صلى الله عليه وسلم فإن وأعرالكم عليكم يومكم في بلدكم في شعركم مرارا صدق رسول الله صلى الله عليه وسلم ரப்பீ ஷஹ்லி ஸத்ரி வஹைஸ்ரலி அம்ரி வஹல்ல் அக்ததின் லிஸானிய பஹு கவுலி. நாதீனா பில்லாஹி நப்வா வல் இஸ்லாமி தீனா பிமுகம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வரசூலா. அஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலைக யா سيدயா ரஸூல்லாஹ். ஃதுபீதீ கல் தஹிலதீ அத்ரிகனீ யா முராதீ யா ரஸூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரஸூலா ரப்பில ஆலமீன் யா ஷபீயல் முதல்லமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد تب بالقلوب بدوائها وعافيت العباد بشفائها ونور الابصار وديائها وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد كمال الله وكماله لديك بكماله எல்லா புகனும் அல்லா ஒருவனுக்கு ஒழித்தால் மட்டுமாக அவனுடைய தூதர் இம்பெருமான ஹாத்தம் ரசோல் முகம்மது ரசோல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹு வசலம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சகாதாக்கள் தாபியான்கள் நாதாக்கள் நல்லவர்கள் சாலையின்கள் நல்லடையாளர்கள் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் தங்கு தடை இன்றென்று நிலவட்டுமாக அமை எல்லாமல்ல அல்லாவின் அருதும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவரின் மீது வந்து சேரட்டுமாக அவனின் வற்றா கருணையினால் நம் அனைவர்களுடைய பிள்ளைகளையும் மன்னித்தருவாராக மேலும் யார் யாரெல்லாம் கடனாலும் நோய் நொடியினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹா கடன் வாழ்க்கையும் பரிபூர்ணமான சிறந்த ஒரு குளியை தந்திருவார்கள் வாரமும் அதன் அடிப்படையில் இன்றைய வாரத்தினுடைய தலையுங்க அல்லாவின் நல்ல ஒரு மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்பதை இன்றைக்கு ஐரோப்பிய நாடு ஐரோப்பிய உலகம் தான் சமூகத்திற்கு மனித உரிமைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று உலகம் பேசிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த உலகத்தை அழகான முறையில் அரசாக்கம் செய்யக்கூடியவனான அல்லாஹ் அபுல்லின் இந்த சமூகத்திற்கு என்னென்ன பிள்ளைகளை வரைக்கூடிய பெருமான பிடித்து பின்பு ரவி போட்டி போட்டார்கள் அவர்களுடைய தோற்றத்தில் தான் ஜிபிரஸ்லாம் அவர்களும் வருவார்கள் என்று வரலாற்றில் நமக்கு சொல்லித் தருவார்கள் இந்த திட்டத்தை மாற்றினார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை சில பேர்களை மாற்றினார்கள் வளர்ப்பது என்று போட்டி வருகின்றது அந்த சமயத்தில் அலிரதி அல்லா சொல்கின்றும் ார்கள் நான் அந்த பிள்ளையை வளர்க்கின்றே என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் தான் அவருடைய பிள்ளையை நான் வளர்ப்பேன் என்று சொல்கின்ற பொழுது மூன்று பெரும் <hh> மகள்ரு அபிப்பிராயம் கருத்து என்ன என்று பெருமான அபிப்பிரத்தை வளர்ப்பதற்கு உங்களுடைய கருத்து ஜான சாதிக்கிறார்கள் அந்த பிள்ளையினுடைய சின்னம்மா அதாவது கொழுந்தியாவை நான் நிகா செய்திருக்கின்றேன் என்று நிகா செய்திருக்கின்றேன் என்று ஜானபரூர் சாதிக்கிறாமர்கள் சொல்கிறார்கள் பெருமா நான் சலா அலிஸ்லாமகத்தில் அப்படியானால் சிறிய தாய் என்பவர் தாயினுடைய இடத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் அல்லவா அதனால் தான் நான் வளர்த்துக் கொள்கின்றேன் என்று பெருமானார் சொல்கிறார்கள் பெருமானார் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஜாக்கரை சாதிக்கிறது அல்லாத அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்னொன்று சொன்னால் ஜாக்கிறது அல்லாத அவர்கள் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய கொடுந்தியாவை நிற்கின்றனர் வளர்த்துக் கொள்ளட்டும் என்று பெருமாள் சொல்லுகின்றார்கள் ஆக மூன்று பேர்களும் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகின்றார்கள் என்ற வரலாற்றை நாம் காணலாம் அன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்களே பெருமாள் நடத்த ஆலோசனவர்கள் வளர்ப்பதற்கு உண்டான வளர்ப்பதற்கு போட்டி போட்டார்கள் என்ற வரலாற்று நமக்கு சொல்லித் தருவார்கள் பெருமாள் சொல்லித்துவத்திற்கு முன்பாக பெருமானது இருந்தாலும் சரி என்னிடத்தில் ஒப்படைத்துக் கொண்டு நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று பெருமாள் இந்த திட்டத்தை ஆரம்பித்தார்கள் பெருமானார் பெண்களுக்கும் பின் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் அல்லாமு தன் திருமணையை சொல்லிக்காட்டுவார் பலா தக்கத்திலோ அவளாக்கம் மின் இன்லா பலா தக்கத்திலோ அவலாக்கம் நீங்கள் வறுமையை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் உங்களுக்கும் சரி அவர்களுக்கும் சரி ரிசுக் அளிக்கக்கூடிய ஒரு நான்காம் என்று அல்லா முல்லா தன் திருமுறையை சொல்லி காட்டுவார் ஆக ஆயிரத்தி வருடத்திற்கு முன்பாக அடிமைகளுக்கு அடிமைகளை எப்படி பாவிப்ப நடத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால் நாட்டை விட கேவலமாக நடத்திக் கொள்வார்கள் கேவலமான முறையில் பாவித்துக் கொள்வார்கள் அந்த சமயத்திலும் கூட பெருமானார் சொல்லலா அழைப்பவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மதீனாவிற்கு பெருமானார் சவரர்கள் வந்து தங்கியது மாத்திரமல்லாமல் பத்து ஆண்டுகள் அவர்கள் தங்கினார்கள் பத்து ஆண்டுகளில் எத்தனை அடிமைகள் உரிமையிட்டார்கள் என்பது மாத்திரம் அவர்களும் சரி பெருமானார் சவல்லாட்சி அவர்களும் சரி சகாபாக்கமும் சரி ஏறத்தாழ நாற்பத்தி அடிமைகளை உரிமையிட்டார்கள் என்ற வரலாற்று நமக்கு சொல்லித் தருவார்கள் பெ <Sess> வீட்டிற்கு எத்தனை அடிகள் எடுத்து வைக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிக் காட்டுவார்கள் நான் அடிமைகளை உரிமையிடலாம் என்று நினைக்கின்றேன் பெருமானு கிட்டத்தட்ட ஏற எல்லா மூணாயிரம் அடிமைகளை உரிமையிட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார்கள் கொடுத்தது உரிமை இட்டது மாத்திரம் அல்லாமல் பிலார் ரீதியல்ல அவர்களை நான் வந்து எழுந்து சுதந்திரமாக்கி விட்டேன் யாரை சொல்லலாம் உரிமையை இட்டு விட்டேன் என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் பிலாரதியாஹாவில் பேனாவை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் எழுத கற்றுக்கொள்ளுங்கள் என்று என்பதுமாவை சரி செய்வதற்கு சமம் என்று பெருமானார் ஆக அடிமைகளுக்கு சுதந்திரமாக உரிமையை கொடுத்தார்கள் என்று பெருமானார் சொல்லத்தை உண்டாக்கினார்கள் பெருமானார் சொல்லா அலிஸ்மர்கள் வாழும் உரிமையை கொடுத்தது மாத்திரமல்லாமல் சொன்னார்கள் அல்லாஹு பதிவு செய்வான் உயர்வு தாழ்வு என்பது அமல்களை வைத்தது அமல்களை வைத்துதான் இருக்கின்றது இன்னும் இரையச்சத்தை வைத்துதான் இருக்கின்றதை தவிர மொழியை வைத்தோ இரத்தை வைத்தோ அல்ல என்று அல்லாஹன் திருமறையில் சொல்லியது பெருமானார் சொல்லி சொல்லி காட்டுவார்கள் ஒரு கட்டத்தில் செய்த பெருமான நுழைகின்றார்கள் நுழைந்தது மாத்திரம் அல்லாமல் எல்லா சகாபாக்கள் நினைக்கின்றார்கள் பெருமானார் முதலில் அழைப்பார்கள் பெரும்பெரும் சகாபாக்கள் children, theictus of Allah auntsarachan, the Taqa AvangDo. the passport is the Lord that we left with such sahabatullahs against Allah. which is blatantly clear from my unkindness which is the truth we do in the past. They say is just calling Bilar God as like thisaint of Allah. winds rays of some sahabatullahs against Allah. they came from the inception of the MXNs, someone spoke about the Islam thatkatlatlat rebuild again. the several him who are home religionDes? He said to hear about these荒at trips. So, vessels of Allah கண்ணியத்தோடு நினைத்தார்கள் என்று சொல்லிக் காட்டுவார்கள் பெருமானார் நிறைவேற்றுமை அங்கே அகற்றினார்கள் என்று சொல்லிக் காட்டுவார்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சொல்லுவின் பக்கத்தில் அபுக்தர் சித்திகர் அதி அல்லாத்தா அவர்களும் சரி உமர் அதி அல்லாத்தா அவர்களும் சரி அவர்கள் அமர்ந்திருப்பதை போன்று அமர்ந்தார் வரலாற்றின் சொல்லிக்காட்டுவார்கள் சல்மான் ரதி அல்லா அவர்கள் பற்றி தொழில் சொல்வார்கள் சார்ந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமாநர் அந்த அளவிற்கு பெருமானார் ஆட்சி நிற வேற்றுமையை அகற்றினார்கள் மனித உரிமைக்கு மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் நமக்கு சொல்லித்தார்வார்கள் சட்டத்திற்கு முன்பு அனைவர்களும் சமம் என்று பெருமர் காலகட்டத்தில் முன்பு எல்லாரும் சமம் என்ற பெருமானி விட்டால் கையை விட்ட வேண்டும் பொதுவாக ஒரு நபர் திருடி விட்டால் என்று சொன்னால் கையை விட்ட வேண்டும் அப்படி மதியில் வளர்ந்த உஷியல்லா தாமதத்தில் ஒரு நபர் சென்று சொல்கின்றார் நீங்கள் அதாவது உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி திருடி விட்டான் இப்படி கையை வெட்டுவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சிறிய தண்டனையை கொடுத்து இதை நீங்கள் பெருமாநர் சொல்லல நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று அந்த நபரை அதிகலாக அவர்கள் பெருமாநார் சொல்லல சென்று யாரை சொல்லலாம் யார சொல்லலாம் உயர்ந்த குலத்து பெண்மணி திருட்டு விட்டார்கள் இந்த கையை வெட்டுவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் முகம் மாறுகின்றது பெருமானது கையை வெட்டுவேன் என்று பெருமான சொல்லியது மாத்திரம் அல்லாமல் சட்டத்திற்கு முன்பு எல்லாரும் சமந்தான் என்று பெருமானார் சல்லா அலட்சுமன் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரம் அல்லாமல் நீதியை வழ பெ பொருட்களை பங்கு வைக்கின்ற ஒரு நபர் பெருமாநாடு நீங்கள் பங்கு நீங்கள் என்று பெருமானது என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட சர்தாரி அதாவது நான் பங்கு வைத்து சரியாக நீதமாக பங்கு வைக்க என்று சொன்னால் வேறு யார் பங்கு வைப்பால் என்று பெருமானால் சொல்லாதவர்கள் சொல்லியது மாத்திரமல்லாமல் உமரதி அல்லாவது அவர்கள் நீங்கள் அப்படி இரு பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக்காட்டினார்கள் ஆக நீதிக்கும் கூட பெருமானார் சொல்ல ஆளுத்தினர்கள் நிதாரமாக பங்கு வைத்தார்கள் என்று வரலாற்று நமக்கு சொல்லிக்காட்டுவார்கள் உமரதி அல்லாவது அவருடைய காலகட்டத்தில் நீதிபதியாக காலிஸ்ரே ரகுன்திராலி அவர்கள் இருக்கின்றார்கள் நீதிபதியாக காலிஸ்ரே ரகுன்தலாளி அவர்கள் இருக்கின்றார்கள் உமரதேவ்லாவா அவர்கள் ஒரு குதிரைக்காரத்தில் குதிரையை வாங்குகின்றார்கள் அந்த குதிரையை வாங்கியது மாத்திரம் அல்லாமல் அதில் அவர்கள் ஏறி பயணம் செய்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூறு அடி இருநூறு அடிகள் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் பயணம் செய்ததற்கு பிறகு அந்த குதிரை நொண்டுகின்றது உமரதிவ்லாவது அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த குதிரைக்காரர்களிடத்தில் உன்னுடைய குதிரையின் மேல் தவறு இருக்கின்றது நீ என்னிடத்தில் சொல்லவில்லை என்று சொல்லியது மாத்திரமல்லாமல் நூறு அடி அந்த குதிரைக்கார் விட்டுவிட்டேன் இருநூறு அடி பயணித்தது அல்லவா அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது குதிரையின் மேல் அதாவது என்மேல் தவறில்லை உங்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பட்சத்தில் பெருமாள் அதாவது உமரதி அல்லாடைய இந்த நீதியை காலி சுரேடத்தில் வருகின்றது து <entrepreneurship> இப்படி ஒரு அழகான ஒரு நீதிபதியை கொடுத்திருக்கின்றார் என்று உமரதி அல்லா தான் சொன்னதாக வரலாறு காண்பிக்கும் எல்லா நபர்களுக்கும் மத்தியிலும் நீதியாக பெருமானமாக பதிலளி மாத்திரம் அல்லாமல் உடனே என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த போஸ்டிங் தூக்கிடுவோம் நீதிமன்றத்தில் நிதானமாக ஒரு தீர்ப்பை நாம் நீதியாக ஒரு தீர்ப்பை சொன்னோம் என்று சொன்னால் அந்த போஸ்டிங் தூக்கிடுவோம் உடனே தூக்கியது மாத்திரம் அல்லாமல் ஏதாவது ஒரு காட்டுக்கு போய் தண்ணி இல்லாத காட்டிற்கு அந்த பேர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தனக்கு சாதகமாக வழங்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் பெருமானார் தொழில் சொன்னார்கள் அல்லவா நீதியை நிதானமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் பொறுமையாக தீர்ப்பு வழங்க வேண்டும் யாருக்கு நீதியாக இருக்கின்றதோ அதே அவர்களுக்கு தான் பெருமானார் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பெருமானார் சொல்ல சொன்னார்கள் அல்லவா அதே போன்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சகாபாக்களும் நினைத்தார்கள் அதை போன்றுதான் அவர்கள் தீர்ப்பும் வழங்கினார்கள் பின் சுதந்திரம் கொடுத்தார்கள் பெருமான சொல்லலாம் இந்த அளவிற்கு எப்பொழுது பின் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொல்ல சொல்ல இந்தியாவிற்கு பெண்களுக்கு சொத்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது இந்திரா காந்தி இந்த பெண்மணியால் சொத்து கிடைத்தது என்று சகோதரர் தர மறைக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சொல்லா அலுன் முகம் மாறியது மாத்திரம் அல்லாமல் பெருமானார் அந்த நபரை அழைத்து சொல்கின்றார் நாளை மறுமையில் உன்னுடைய உடம்பில் தோல் இல்லாமல் எழுப்புவதற்கு நீ ஆசைப்படுகின்ற உடம்பில் தோல் இல்லாமல் பெருமான தொலைவார்கள் சொல்லி காட்டினார்கள் உன்னுடைய சகோதரிடைய அத்தை நீ நிறைவேற்றுவிடு என்று அந்த நபரத்தில் பெருமானார் தொழிலாளர் சொல்லிக்காட்டினார்கள் ஆக இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது என்பது சில பேர்கள் கொடுப்பதே கிடையாது பெண்களில் அதாவது சொல்லாக்கினுடைய சட்டம் தான் இதிலும் இருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள் அந்த பெண் கஷ்டப்படுவாள் அந்த பெண் எல்லா அதாவது பொதுவாக அல்லாஹ் பறைக்கின்ற பொழுது ஒரு ஆணை வைத்து பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் பரைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது பெண் என்பவள் ஆணை நம்பி வாழக்கூடியவள் பிறகு தந்தைக்கு பிறகு நிகா செய்தற்கு பிறகு நம்பி வாழக்கூடிய பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டுவார்கள் பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பெருமானர்கள் ஒரு பெண் என் போல் அழகாக பூவை போன்றவள் என்று சொல்லிக்காட்டுவர்கள் ஒரு பெண் அழகான மலரை போன்றவள் எந்த என்று சொன்னால் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாமரை பூ இருக்கின்றது அந்த தாமரை பூவை நாம் அழகாக இருக்கின்றது என்பதற்காக உடனே போய் நாம் பறிக்க முடியுமா இல்லை இல்லை உடனே போய் பறிக்க முடியாது ஆனால் உதாரணத்தானா அந்த தாமரை பூவையும் கூட அதை சுற்றி தண்ணீரை பாதுகாத்திருக்கின்றது ஒரு ரோஜா நினைத்தோம் வைத்து பாதுகாத்து அதை போன்றுதான் அல்லாஹ் படைத்தது மாத்திரம் அல்லாமல் ஆண்களை வைத்து அல்லாஹ் மகனமான ஆண்களை வைத்து அல்லாஹு வேலையாக ஆக்கியிருக்கின்றார் என்று சொல்லிக் காட்டுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு உண்டான ஜீவனாம்சத்தை நாம் கொடுக்க வேண்டும் தலாக்கிற்கு தலாக்கிற்கு பிறகு கணவன் கட்டத்தருகின்றது முன்னுரிமை இந்த அளவிற்கு வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவனத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானார் கற்றுத்தந்த மனித உரிமையை பேணி பாதுகாத்து எல்லா நபர்களுக்கும் முன் முக்கியத்துவம் கொடுத்தது மாத்திரமல்லாமல் எல்லா நபர்களையும் மதித்து வாழக்கூடிய மக்களாக உலகமான் உங்களையும் என்னையும் நம்முடைய தந்ததியும் மாற்றி வருவார்கள் வாழும் காலமெல்லாம் பெருமான சொல்லலாம் மீது அதிக மதியம் செலவாத்துக்கள் சொல்லக்கூடிய மக்களாகும் அவன் மீது அதிகமதியும் பெரிய அமைக்கக்கூடிய மக்களாகும் அவர்களுடைய ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உபராஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பெருமானார் சல்லல்லா அலிஸ் அவர்கள் மறைந்து அரசாட்சி செய்யக்கூடிய மதினா முலவராஸ் என்று குடும்பத்தோடு என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் சலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்ம நேரையும் தந்தது புடிவானாங்க என்று கூறிய வார்த்தைகளுக்கு திரையிடுகின்ற அஹமது அல்லாய் ரூபீன் ஆலமின் அலாம் வலிகம் வரமத்துல தால வீ